சொல்லுங்க ஜெயக்குமார் வணக்கம் ஜெயக்குமார் சொல்லுங்க காலையில வந்து நீங்க சத்தங்கம் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது கேட்டு முடிச்சதுக்கு பிறகும் ஒரு ஆஹ் நம்மளுடைய மெய்பொருளை நோக்கிய ஒரு திடீர் ஒரு பாய்ச்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு நிகழ்ந்தது சாமி அப்ப அந்த அந்த நிகழ்வு வந்து அப்படி என்னன்னா பாவத்துக்கிட்ட பாவத்துக்கும் பின்னால போய் நிற்கும் பொழுது எவ்விதமான சலனமும் அசைமும் இல்லாமல் இருப்ப இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்றத கொஞ்சம் உணர்ந்தேங்க சாமி நான் அற்புதம் அப்படி நான் இருக்கும் பொழுது அப்ப எனக்கு ஒரு ஒரு கேள்வி ஒண்ணு கிடந்ததுங்க சாமி அதாவது மிசாமி இப்ப நம்ம வெட்ட ஆகாசத்துல இப்ப நம்ம ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டு நோக்கி ஒருத்தவங்களுக்கு ஒரு இடத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப என்ன சொல்லுவாங்க அந்த உயரமா இங்க ஒரு தூரத்துல ஒரு டவர் தெரியுது பாருங்க அந்த டவருக்கு பக்கத்துல ஒரு அரச தெரியுதா அதுக்கு பக்கத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சிலுவடையாளமா சர்ச்சு போகுறம் தெரியுதா ஸோ வெட்ட ஒரு அடையாளத்தை காட்டுற அந்த இப்படி ஒவ்வொரு இடங்களையுமே சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி காட்டி காட்டி அதனுடைய தூரத்தை சொல்ல வேண்டி இருக்குதுங்க சாமி அப்ப அதே மாதிரி இப்ப என்னுடைய கேள்வி வந்து சாமி ஆஹ் இந்த அகந்தை அப்படின்றது வந்து பாவம் இல்லாமல் அதால வந்து சுயமாக எந்திரிக்க முடியுமா பாவம் இருந்தால் மட்டும்தான் பாவ வந்தால் மட்டும்தான் அகந்தை இங்க வேலை செய்ய முடியும் எந்திரிக்க முடியும் விரிய முடியுமா ஏன்னா இங்க வந்து சாமி நான் வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு குழப்பமா இருக்கிறேன் அப்ப ஜெயக்குமார் குழப்பமாக இருக்கிறார் ஜெயக்குமார் வந்து ஒரு அமைதியான ஒரு உணர்றாரு ஆஹ் வந்து ஒரு அவசரகதியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு ஜெயக்குமார் பசியோட இருக்க சோ இந்த நான் சொன்ன இந்த எல்லாம் ஜெயக்குமார்க்கு அடுத்து வர்றது எல்லாமே உணர்ச்சிகள் சொல்லலாம் அல்லது பாவங்கள் சொல்லலாமாங்க சாமி அப்ப அந்த பாவம் அப்படின்னு சொல்றதும் அகந்தைன்னு சொல்றதும் ஏறக்குறைய ஒன்னாங்க சாமி அப்ப பாவம் இல்லாமல் அகந்தையால எந்திரிக்கவே முடியாது ஜட சேர்க்கை இல்லாமல் அதுக்கு இருப்பு உணர்ச்சிகள் எல்லாம் ஜட ஜட இயக்கங்கள் ஜட இயக்க பழைய பதிவுகள் அது பேர் தான் வசனிகள் அவனுடைய தலைவன் மாதிரி இருக்கு காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குல்ல தொடர்ச்சியா அந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்டத வந்து அந்த கதாநாயகனும் கதாநாயகன் தொடர்றாங்க கதை கருவும் தொடருது கருங்கதை கருன்றது பாவங்களோட கூட்டமைப்பு தானே ஓ சரிங்க சாமி ஒரு மகாபாரதம்ன்றது பாவங்கள் தானே கரு மையங்கள் கொண்ட கதை அமைப்புல கதாபாத்திரங்கள் உழவுறது பேர் தானே அதனுடைய அந்த புராணம் மகாபாரதம்ன்ற ஒரு பெரிய இது அந்த மாதிரி ஜெயக்குமாரம் வந்து பல பழைய பதிவுகள் வந்து உணர்ச்சிகளாக ரெக்கார்டாயிருக்கு இந்த வெட்டவெள்ளில வெட்டவெள்ளி பூரா அன்பா பரவி வெட்டவெளி ஆன்மலைதான் இருக்கு வெட்டவெளியெல்லாம் ஆன்மலை இருக்குங்க அந்த வெட்டவெளியில இருக்கிற ஜெயக்குமாரனுடைய வாசனை பதிவுகள் எல்லாம் கூட இந்த ஜென்மத்தில ஜெயக்குமார் ஆமா ஜெயக்குமார் ஜெயக்குமார் பெயர சொல்ல மாட்டீங்க நீங்க எனக்கு என்னடா இது இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு எனக்கு பின்னாடி இருக்கிறது நான் பாவம் அந்த நான் பாவம் ஜெயக்குமாரிய பாவம் தானே நீங்க எல்லாரும் நினைச்சிக்க மாட்டாங்க நான் பண்ணிடுறேன் நான் பாத்துக்கறேன் நான் செய்ய முடியாதுங்களா நான் நல்ல ரொம்ப ஆரோக்கியம் ஆரோக்கியம் அச்சதான நான் வீக்கானவன் மெலிந்தவன் உடல் சூழல் சம்பந்தமாகவும் நான் பாவ கொள்ளோம் மனசம்பந்தமாக என்ன சொல்லும் நான் வந்து ரொம்ப கோழை நான் பயந்தவன் வெக்க சுபாவம் உடையவன் இப்ப நான் பக்கத்துல தானே மனத்தினுடைய குணங்களும் வருது அந்த இரட்டைகளும் வருது உடலினுடைய இரட்டைகளும் வருது அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே நானுடைய குழந்தையான என்னுடைய குரு புரியுதா எனக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு உப குரூப் போகுது எனக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கா எனக்கு நல்ல பீடிங் வீடு மன அமைஞ்சிருக்கு பாடு சுற்றம் எல்லாம் அமைஞ்சிருக்கு நல்ல நண்பர்கள் அமைச்சிருக்காங்க நல்ல ஆரோக்கியம் அமைஞ்சிருக்கு நல்ல அழகி எனக்கு அமைஞ்சிருக்கு நல்ல படிப்பு அமைஞ்சிருக்கு அப்படிதான் என்னுடைய குரூப் பாவங்கள் தானே இந்த பாவங்கள் எல்லாம் புத்தகத்தில் இருக்கிற சொற்றொடர்களா இருக்கிற ஏற்றுக் கல்விக்கு வந்து நாங்க ஏதோ அறிவு கொடுத்ததுக்கும் தெரியாது கரெக்டா என்னுடைய பாவம் தான் ப்ராசஸ் பண்றது எனக்கு வந்து இந்த மேக்ஸ் வந்து முடிச்ச இந்த மேக்ஸ முடித்து நான் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும் பிஹெச்டி பண்ணணும் அப்படி இப்படி அதை வெட்டி வெட்டி நான் வந்து மிள ஆரம்பிக்குதுல்ல என்னுடைய படிப்பில் நானும் என்னுடைய சொல் சொல் வரத எல்லாம் ஜட உணர்ச்சிகளா இல்லையா நானே ஜடம் புரியுதா நானுக்கே தனி எடுப்பு இல்லை புரியுதுங்களா நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்றது கூட வந்து உடம்பா உட்கார்ந்து இருக்குன்னு இருக்கும் கரெக்டா அதுல நான் வந்து ரொம்ப பயந்து கிடக்க அப்படின்றது உடனே மனச மனத்தோட அங்க இருக்கணும் பாவம் மனமும் ஜட பொருள் இதுவும் சூழல உடம்பும் ஜட பொருள் உலகமும் ஜட பொருள் எதுக்குமே சுய அறிவு கிடையாது சுய அறிவு சுரூபங்கள் கிடையாதுங்க அது பேரறிவு கிடையாது ஹம் இதோட வச்ச சங்காத்தத்துக்கு தலைமை நாயகனா கதாநாயகனா எழுது அது இந்த ஜெயன் மக்களும் ஜெயக்குமார் தானே இருக்கிறது ஜெயக்குமார் எனக்கு என்னுடைய எண்ணில் என்னால் எண்ணெய் எல்லாத்துலயும் இருக்கிறது நம்ம பொழுதுந்தைக்கும் வந்து நம்ம ஜெயக்குமார் பாக்குறாரு ஜெயக்குமார் பேசுறாரு ஜெயக்குமார் கோவப்படுறாரு அப்படின்னு சொன்னோம்னா என்னடா இலக்கணத்தோட பேசுறாரு ஒரு பைத்தி மாற்பா நினைச்சிருவாங்க என்னால் அப்படின்னு நம்ம போட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம அதுவும் அந்த உடலை சார்ந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த உணர்ச்சிகளை சார்ந்து மனசை சார்ந்து அப்படி இரட்டைகளா வந்துக்கிட்டு அப்ப ரெட்டைகள் வந்து உடல் சார்ந்த அளவுலயும் இரட்டைகள் வருது மனம் சார்ந்த அளவுலயும் இரட்டைகள் வருது ஆமா கவனம் சார்ந்த அளவுகளையும் இரட்டைகள் வருது ரெட்டைகள் வருது ஆமா கவனம் சார்ந்த அளவுல எப்படி நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயோ நான் கவனிக்கல உம் எனக்கு தெரியாதுன்றதெல்லாம் வந்து கவனம் திசைகின்ற இடம் என்னங்க அவருக்கு தெரிஞ்ச ஏதோ நிகழ்வு நடத்தும் போது உங்களுக்கு தெரியாம இருந்து அறியாம அங்க இருந்தது இல்ல திருப்பி கவனமும் அறிவு அறியாமையொட்டி வெட்டி வருது சுட்டறிவை மொத்த உலகமும் இதை தவிர வேற எங்க மேயறாங்க அவர் வாழறாங்க அதனால இங்க எங்குமே வந்து உண்மையே இல்லை பிரபஞ்சத்தோடு சேர்த்து தனி மனதனுடைய கவனம் தனிமனதனுடைய மன உணர்ச்சிகள் தனிமனதையற்று உணர்ச்சிகள் எல்லாமுமே இரட்டைகள் பொருமா இது எல்லாமே பெரிய ப்ராட் ஹெட்டிங்ல நான் எழுதி போட்டிருந்தேன் இந்த மெய்ஞ்சான பல்கலைக்கழகம் சசங்க எடுக்கும் பொழுது என்ன எடுத்திருந்த அறிதல் புரிதல் பெரிதல் அதுக்கு ஆசிட்ட அறியாமை தெரியா இதுதான் இதை தவிர இந்த மனித சமுதாயம் என்னவா இருந்துட முடியும் இதுல ஆன்மீகமே இல்ல பாருமா இன்னைக்கு நடக்கிற ஆன்மீகம் கூட நான் என்ன சொல்றேன் இவங்க இதுக்குள்ளேயே என்ன எதுன்னு புரியாம இந்த சயின்ஸையே போய் பார்க்காம இது கடந்து இருக்கு தமிழ்நாட்டினுடைய அற்புதமான வார்த்தையான உழுக்களை இதுதான் இந்த உள்ள கடந்து மெய்ப்பொருள் இருக்குப்பா சொரூபம் இருக்குப்பா அப்படின்னு இலக்கணம் படைச்ச மகிழ்ச்சி வரைக்கும் வாழ்ந்த நாட்டுல நால்வர்கள் வாழ்ந்த நாட்டல்ல அறுபத்தி நாயன்மார்கள் வாழ்ந்த நாட்டுல ஆழ்வார்கள் வாழ்ந்த நாட்டுல பெரிய பெரிய யோகிகள் சித்தர்கள் வாழ்ந்த இந்திய துணை கண்டத்துல பாரத நாட்டுல இதெல்லாமுமே புரியாம கூத்தடிக்கு ரமணிய மூடி மறைச்சடிச்சிரு மனிதனை இங்கும் திசை திருப்பது இல்ல விழிச்ச பிறகு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குல்ல புத்தி மூலமாக இவங்களுடைய கற்பனைகளை தானே விரிக்கிறாங்க அவங்க இவங்களுடைய காட்சி பொருளா என்னமோ கண்டுட்டாங்களா வாய்ப்புதோ மாங்கா புளிச்சதோ தெரியாமக்கா பெரிய பெரிய அமைப்புகளை நிறுவி அந்த அமைப்புக்கள்ல வந்து நாம் பண்றதுதாண்டா ஆன்மீகம்ற மாதிரி உலக நாடுகள் வரைக்கும் போய் பேசுறாங்க புரியுதுங்களா எங்கெங்க போய் இத முட்டாளித்தனத்தை மூன்று நிலைகளை கடந்ததா இருக்கும் விழிச்ச பிறகு புத்தி மூலமாக ஏன்னா இவங்க வந்து உணரல புரியுதுங்களா இவங்க உணரா உணராமல் ஒன்று ரெண்டு இதுல வந்து அதாவது என்னன்னா வந்து அதுக்கு போற பாதையை பார்க்கும் பொழுதே வந்து இவங்க இவங்களுக்குள்ள அகந்தையா இருக்கிற இவங்களுடைய அறியாமைகளை என்ன பண்ணிருச்சு எதற்க ஜனசமுதாயம் வந்து இவங்களுக்கு நமஸ்காரமும் இதுவும் மரியாதையும் இதுவும் செலுத்தும் போது ஐயோ நம்ம என்னவோ ஆயிட்டோம் என்னவோ ஆயிட்டோம் பண்றது அப்படின்னு எண்ணமே என்னன்னு தெரியல மனம் வந்து இரட்டைகளால கட்டப்பட்டதுன்னு தெரியல அந்த இரட்டைகளுக்கு நடுவுல நான் வந்து மனமா உலகமா விரிஞ்சுகிட்டு தெரியல மனமும் உலகம் ரெண்டு வேற வேற கிடையாது தெரியாது மனத்துக்குள்ள சிக்கிக்கிட்டவர் மனத்துக்குள்ள மனமா இருக்கிற நான் மயமா இருக்கிற ஒருத்தர் வந்து மனத்தையே கடக்காதவர் எண்ணங்களாகவே உணர்ச்சி மயங்களாகவே விவகரித்து கொண்டு இருக்கின்றவர் அதுக்குள்ள உள்கலந்த மெய்ப்பொருளை தரிசிக்காதவர் இதுக்கே அவர் பிரமிச்சு ஆனா இந்த உண்மைகளை எக்குத்தக்கா புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய விஞ்ஞானமும் தெரியாம உணரவும் உணராம ஏதோ பிதற்றும் பொழுது சாதாரண பாமர மனுஷன் வந்து அடியோட அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் உடம்பு நினைச்சிருக்காங்க அவன் என்ன பண்றான் ஐயோ இவர் வந்து என்னமோ பேசுறாரு அதனால பெட்டர் வந்து இவரை வந்து பகைச்சிக்க வேண்டாம் இல்ல வந்து ஒன்னும் இருக்காமிச்சுக்க வேண்டாம் இவர் ஏதோ கடவுள் நிலையமா இருப்பார் பொருள் தமாலு உழறான் இவங்க ஒண்ணு அவனை பார்த்தவொன்னே இன்னொரு பத்து பேர் பத்து பேர் வந்து உலகம்னு உழுது அவங்களுக்கு அந்த பிரவிப்புல என்ன பண்றாங்க அவருடைய இரட்டை உணர்ச்சிகள் இரட்டை உணர்ச்சிகள் யாருக்குன்னு அவர் விசாரிக்கல விசாரிக்கலாம் நான் உடைய சைத்து கடந்து போகல போய் தரிசிக்கல எனக்கு சாமி குழப்பமான விஷயமா இருந்தது பாவங்களது பெரும் குழப்பமாவும் ஒரு கஷ்டமாவும் இருந்ததுங்க சாமி ஆஹ் இப்ப வந்து சாமி ஆஹ் சத்சங்கம் எனக்கு நிறைய நீங்க கொடுத்துருக்கீங்க சாமி நீங்க இப்ப வந்து முதல்ல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாமி இந்த பாவம் பாக்குறதுல அறிதல் புரிதல் தெளிதல் அப்படின்றது வந்து தெளிதல் இல்ல தெரிதல் தெரிதல் ஆமா வல்லி நராக மெல்லி நராக வர முடியாத எப்படி வர முடியும் நீங்க அடிக்கடி அதை பண்ணீங்க அறிதல் புரிதல் தெரிதல் தெரிதல் சரி சரி தெரிதல வந்து நிறைவு அடைஞ்சிருக்குங்க சாமி அடுத்தது வந்து சாமி இப்ப வந்து பாவங்களை வந்து துல்லியமாக நல்லா தங்கு தடை இல்லாம பார்க்க முடியுது சிரமம் இல்லாம ஆமா அந்த பாவங்களை வந்து அஹ் பார்க்கும் பொழுது இப்ப பின்னால வந்து பார்க்கறது பின்னால இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு இருக்கிறேன்னு சொல்ல முடியல பாக்கிறேன்னு சொல்ல முடியல சொல்ல முடியாது பாவிப்பவன் தான் அடுத்த லெவலில் உணர்ச்சியை சார்ந்தது கரெக்டா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறேன் உள்ளுக்குள்ள எண்ணத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உணர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய உணர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுள் எழும்பியதை பார்த்து கொண்டிருக்கின்றேன்னாலே அந்த உள்ளே எ அந்நியமா நீங்க பார்க்கும் தன்மையா இருக்கிறது ஒரு உணர்ச்சி தானே அதுவே பாவம் தானே அதை பார்க்கும்பொழுது பார்த்தால் மயமா இருப்பீங்களே தவிரப்பட்டு பாவத்தை எப்படி பார்க்க முடியும் பாவமே பார்த்தல் மயமா இருக்கு புரியலங்களா எதன் மூலமாக பார்த்தல் மயமா இருக்கு சாமி இல்ல பாவனையே பார்த்தல் பாவனையே பார்த்தேதான் எப்ப சதா பார்த்தல் நினைத்தல் எல்லா எல்லா வினைச்சொற்களையும் போட்டிருக்கேன் நான் வந்து எப்ப பாரு இதுக்குள்ள உழுகி கடத்தல் பேருதான் வந்து பாவித்தல் கரெக்டா பாவம் எல்லா வினைச்சொற்களையும் போடுங்க கூட நிறுத்தல் வெறுத்துல் சித்துக் கொண்டிருத்தல் சந்தோஷித்துக் கொண்டிருத்தல் அப்படின்னு எல்லா இருத்தல் பலவிதமான வினைச்சொற்களோட சேர்ந்த இருத்தல் மையமா இருக்கிறத பாவத்தை நோக்கும் பொழுது கிண்ண ஒரு சலனம் இல்லாத ரொம்ப அமைதியான அசைவில்லாத ஒரு ஒரு இருப்பை வந்து ஒரு உணர முடியல சார் சூப்பர் அதாவது பாவமயமா இருந்துட்டு இருக்கீங்க பாவமயமா இருப்பவனை வந்து கேள்வி கேட்காம அந்த பாவத்துக்குள்ளேயே இருக்கும் பொழுதே அது என்ன பார்வையா இருக்க முடியும் செலுத்து கொண்டு இருப்பவனா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை அப்படி பாக்கும் பொழுது அது காதல் நீர் மாதிரி பிரிஞ்சிடும் புரியுதா உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா அடுத்தது அந்த இடத்த வேற ஒரு பாவம் நிரப்ப போகுது வேற ஒரு பாதித்தல் மயமா மாறப்போகுது பாதித்தல்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன அடிப்படையாக இருக்கிற இருப்பு வந்து மாற்றத்துக்கு ஆட்படாத அசைவுக்கு ஆட்படாத புரியுதா எதிரிட்டு அறிய முடியாத தோற்றத்துக்கு ஆட்படாத குணங்குறிக்கு ஆட்படாத ஆட்படாத அத்தனை வினைச்சொற்களுக்கும் ஆப்போசிட் போட்டுக்கல புரியுதா அதுக்குள்ள ஒண்ணும் இருக்கு அத வந்து எப்படி பாக்கு உணர் புரியுதா இப்ப வந்து ஒரு தலித்த ஜெயக்குமார் உலம்பி கொண்டிருக்கின்ற ஜெயக்குமார் அந்த புலம்பி கொண்டிருக்கின்ற அந்த ஜெயக்குமார் புலம்பிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களை அறியாமையே அந்த மையப்புள்ளி வந்து உங்களை ஈர்க்குது பாவத்தினோட சென்டருக்கு வா பாதி பாவனுடைய சென்டர்ல உள்ளவா உள்ளவான்னு உள்ள மேக்னட் மாதிரி அது ஈர்க்குது அன்ப பொருள் அது ஈர்த்து என்ன பண்ணுது அது ஈர்க்கும் பொழுது என்ன ஆகுது மேலே இருந்த அந்த பாவம் வந்து மனம் இருக்கு ஒரு பெரிய அசைவற்ற தன்மையும் அப்புறம் அமைதியும் ஒரு பரமசாந்தமும் ரெண்டும் ஒரு சேர கூடிக்கொண்டிருக்கிற இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து விவரிக்கிற அளவுக்கு நீங்க உள்ள வந்ததுனால எனக்கும் அதுக்கு குண்டான வார்த்தைகள் வரும் புரிய எா இருக்குங்க வந்த உடனே ரெட்டைகள்ல வந்து இது என்னவா வருது சந்தோஷ உணர்ச்சி வெறுப்புணர்ச்சி அல்லது கருப்பு சளிப்புணர்ச்சியா வந்திருக்கு அது கூறிப்பான உணர்ச்சியா வந்து அப்படின்னு அந்த ஒரு அடையாளம் கண்டற முடியுங்க சாமி கண்டவுடனே பின்னால ஜெயக்குமாறு இப்படியாக அப்படின்னு அந்த ஒரு ஒரு தெளிவு அங்க சாமி அப்புறம் பின்னால பார்த்தா அங்க அசைவில்லாம என்னடா இப்ப நம்ம அடுத்த ஸ்டத்துக்கு முயற்சிக்கு போகணும்னு அமைதியா இருக்கு சாப்பிடுவோம் எழுந்த அந்த பாவத்தை முழுங்கிடும் கபலீகரம் பண்ணிடும் இதுதான் வந்து ஆன்ம பொருளே ஆன்ம பொருளை வந்து நீங்க எதிரிட்டு நோக்க முடியாது எதிரிட்டு வந்து அதை வந்து விவரிக்க முடியாது ஒன்றை தலையெடுக்க முட்டாது இதுதான் அந்த தானான தன்மையம் தானான தன்மையமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க முட்டாது தலைப்பட்டு ஆங்கே போனாலும் பாவத்தை சரி பாவத்தைதான் எந்தபட்டு அங்கே போனாலும் போய் ஒழிப்பது அல்லாது என்றாம் ஒழிர்ப்பதுன்னா என்னன்னா அதாவது இப்ப நீங்க கர்ப்ப கிரகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்பாளுக்கு முன்னாடியும் சிவலிங்கத்துக்கு முன்னாடி அனுப்பினாங்க ஆர்த்தி காமிப்பாங்க வேற தீபங்களே இருக்காது சின்னதா ஒரே ஒரு தீபம் இருக்கும் கர்ப்ப கழகத்துல இந்த விளக்குகள் மின்சார விளக்குகள் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க பல்புகள் நம்ம ஆர்த்தி காமிக்கும்போதுன்னு பார்த்தோம்னா சிவலிங்கத்தை பார்த்தோம்னா அம்பாளை பாத்துக்கலாம் இது எல்லாம் தீபங்கள் தான் அவங்கள இந்த கற்பூர தீபத்தை கூட கிட்ட போய் காமிப்பாங்க நீதி தீபங்கள்லாம் எண்ணெயால் இயக்கி வைக்கப்பட்ட ஒளி தீபங்கள் அந்த பாவனை வந்து சலிக்கின்ற ஜெய்ப்பு மாத அந்த பாவத்துக்கு பாவத்தை பாத்துக்கிட்டே அந்த பாவம் எரியதான் கற்பூரம் எரியாங்க அது எரிஞ்சு என்ன பண்ணது பேருப்ப காமிக்கிறது ஒரு குரு தொடர்பு சொல்றோம் பாத்தீங்கன்னா நாங்க நான் வந்து அலக்களியறேன் அந்த உண்மை பொருள் நெருங்க முடியாம அந்த ஒவ்வொரு நேரம் பேசும் பொழுது இந்த இடம் சொல்லி சுத்தி காட்டுறீங்க ஒரு நேரம் வரும்போது இந்த இடத்துல இப்படிதான் இப்படிதான் இதுதான் இருக்கீங்க நம்ம வந்து ஒரு குருவினுடைய அனுகிரகமும் அந்த செயல்பாடும் எப்படி எப்படிலாம் இருக்குது காலையில நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க சாமி ஆஹ் இந்த ரொம்ப வருத்தப்படுற ஜேக்மாரா போவப்படுற ஜேக்மாரா அப்படின்ட்டு அந்த பாவங்களை பத்தி பேசுறது ஒரு திடீர்னு உள் பாய்ச்சலாம் நிகழ்ந்தோம் எனக்கு அடுத்த கொஸ்டின் வந்துருச்சுங்க சாமி அகந்தது பாவம் இல்லாமல் எந்திரிக்க முடியுமா வந்துருச்சு அப்ப ஒரு குருவுடைய அந்த தொடர்பு அப்படின்றது வந்து சொல்றீங்க சாமி இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அப்படின்னு ஓ அப்ப நம்ம இந்த இடத்த விட்டு நான் தாண்டப்படாது ஆமா இந்த இடம் இந்த சாமி சொல்றது இடத்த தாண்ட கூடாது அப்ப ஒரு குருவோட தொடர்புகள் வந்து எப்படி எப்படிலாம் வந்து ஒரு வேலை செய்யுங்க சாமி கண்டிப்பா இதர்பு இல்லாம ஒண்ணுமே வந்து ஆறாதுன்றாங்க சத்தியம் சார் இந்த எட்டு மாசங்கள்ல வந்து ரொம்ப சார் இப்ப மாறிப்பெல்லாம் நான் அழுது இருக்கிறேன் பாவத்தைனால பார்த்தவே முடியல எனக்கு பாவம்ன்றதை வந்து என்ன என்னால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல தொட முடியல நெருங்க முடியல அப்படின்னு ஆஹ் இப்ப வந்து குருவோட தொடர்புலயே இருந்து இருந்துதான் பெரியவங்க சொல்றாங்க ஒரு சீரனுக்கு அப்போதைக்கு அப்போது குருவினுடைய தொடர்பு ரொம்ப அவசியம் சொல்லிட்டு இருக்கிறது இதுதான் இப்பதான் பிடிக்கவே முடியாது உடன் வசிப்பது குடும்பத்தாருடன் வசிப்பது கூட இந்த காலத்துல சாத்தியம் இல்ல மக்கள் குடும்பத்தோடையுமே உங்க மனைவி மக்களு அப்பா அம்மா எல்லாரோடையுமே பக்கத்தையே வசிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் இத உணர்ந்தவங்கதான் கூட எடுத்து செல்ல முடியும் அந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானத்தையும் இதை கையாளு அக்ராஸ் வந்து உங்க உணர்வு நிலையிலயே இது வந்து இப்ப ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்தது உலக மக்கள் எல்லாமே சுடா சுட இதை பார்க்க முடியும் கரெக்ட் லைவ் கிட்டத்தட்ட லைவரிலே அதனால என்னதான் லைவரிலே வாழ்ந்தாலும் அவங்களுடைய கோஷத்து மூலமா அவர்கள் தனித்த அகந்தியாகவே கேட்டுக்கொண்டிருப்பதனால் ஒரு மாதம் அவங்களுக்கு வந்து செய்தியா தான் போய் முடியும் புரியுதா செய்தியாதான் போய் முடியும் அது வந்து ஆப்ஜெக்டிவ் போர்சஸ் மாதிரி அடுத்த செய்தியா இருக்கும் அவ்ளதான்சங்கள்லாம் விஞ்ஞானம் அற்புதமான தாபம் கொண்டுட்டு உள்ள பாத்துட்டு இருக்காங்க சரிமா வர முடியாம தவிக்கிறாங்க தெரியுமா ஒவ்வொரு நேயரா திரிச்சுட்டு போயிருப்பாங்க மாயை திரையா அதான் உணர்றேங்க சாமி சாமி நீங்க என்ன உண்மையான குருன்றத உடனே கண்டுபிடிச்சிடலாம் பொங்கிட்ட வந்ததுக்கு பிறகு கழுத்தை பிடிச்சு எங்கேயும் திரும்ப விடாம உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள தள்ளுறீங்க பிடிச்சொலையா தல்றீங்க இந்த ஒரு செயல்பாடு இதுவரைக்கும் எத்தனையோ குருமாவத நான் பாக்கல நான் பாத்ததுக்குள்ள அந்த அந்த குருமாரோடைய தன்னுடைய சுய செல்வாக்க எல்லாருக்கும் மத்தியில வந்து காட்டுவதுல மட்டும்தான் வந்து தெளிவாக இருந்தாங்களே ஒளியேயமா எனக்கு திரும்பி போறதுக்கு வந்து அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கழுத்தை பிடிச்சி உள்ள தல்றீங்க உள்ள சுயத்தை உணர்ந்தவன் தேர் தான் சுவாமி சுவாமின்னு அருகதையா ஒருத்தரை கூப்பிடலாம்னா கடவுல என்ன சொ உணர்ந்த ஒரு சீரண மீன் சாமி ஆரம்பத்துல வந்து ஒரு குரு பொழுது வந்து அவர பௌதிக உடலாமா உம் இப்ப நான் எல்லையுமே சொல்றேன் சாமி உங்களுக்குமான ஒரு மனிதர் உயர்ந்த மனிதர் நல்லா உயர்ந்த நோக்குடையவர் உயர்ந்த நிலையை அறிந்தவர் அப்படின்றது எல்லாமே பௌதிகமா தான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா நாளாக நாளாக அந்த தொடர்புல வந்து வந்து வந்து நீங்க நீ உள்ளுக்குள்ள தள்ளும் பொழுது நான் உள்ளுக்குள்ள பாத்துட்டு திரும்பி உங்களை பார்க்கும் பொழுது உங்களை வந்து பௌதிகமா பாக்குறதுன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்குதுங்க சாமி பௌதீகத்தை கடந்துருவீங்க வந்து கடந்த என்னையும் இரட்டை உணர்ச்சிகளை கடந்தவரா அடுத்த மேல் நிலையில இருக்கிறவரா பாத்தீங்க பாவத்தையே அகண்டையே கடக்கும்போது என்ன சுவாமியா பார்த்திருவீங்க நீங்களும் சுவாமியா இருப்பீங்க அற்புதமான ஒரு தொடர்பு எடுப்பு குருவ பௌதிக உடலா பாக்காத குருவ பகுதிகளா இந்த வாசகத்தையே வந்து ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தாங்கன்னா எப்படி மாறுறது அப்ப குருவோடைய தொடர்புல இருக்க இருக்க இருக்கதான் இந்த ஒரு ரசவாதம் உள்ள நடந்து நடந்துதான் திரும்பி வெளியில பார்க்கும் போது குரு பௌதிக உடல் அல்ல அப்படின்ற உணர்வும் தெளிவும் ஏற்படுதுங்க சொன்ன ஆமாங்க சாமி ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகள் தாங்க சாமி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சாமி இது வந்து நீங்க இது வந்து நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கோம் வர முடியாதவனை எண்ணத்துல வந்து உடல்ல தெம்பு இல்லாதவனை கடைசி காலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இது வந்து அட்லீஸ்ட் செவி வழி போய் அவங்க கேட்டுக்காங்கன்னா கூட அவங்க ஆக்சுவலா உள்ள வந்துருவாங்க புரியுதுங்களா இப்ப இதே இந்த சத்தங்கத்தை ஒருத்தர் கேட்டுட்டாரு வச்சுங்களேன் ஏற்பட்ட ஒரு மிளகிற அந்த உணர்வுல நீங்க தோன்ற அந்த விதங்களும் உணர்ந்து உணர்வை பேசிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து ஒருத்தர் வந்து சாக போறவர் வச்சிருக்கோம் ரொம்ப வயசு அவருக்கு ஏதாச்சும் அந்த சத்தங்க கிடைச்சதுன்னா இப்ப வந்து அவர் இதை வந்து இந்த ஸ்தூல உடல் வந்து அவருக்கு மறைய போறது இதுல வந்து கேட்டுட்டாரு ஆனா இது இந்த உண்மை வந்து அவரை போய் தாக்கிடும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது சாதா கொடுத்து இதுல ஆட்பட்டு அவர் வெறும் சத்தங்கமா கேட்டுட்டு அவர் இறவும் இறந்தும் போயிட்டாரு வச்சுங்களா அத வந்து தேடிக்கிட்டு ஆன்ம ஞானத்தை அடைஞ்சிடும் வெளிப்புறமாக பாக்கும் பொழுது நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனா உண்மையிலேயே நான் எப்படி உணர்த்தும் ஒரு குழந்தை குழாவைதான் இங்க வந்து முழுக்க முழுக்க வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் அப்படிதான் நான் உங்கள்ட்ட வந்து உணர்றேங்க சாமி பேசும்பொழுது எல்லாம் அதுலதான் இவ்வளவு ரசவாதம் வந்து எனக்கு எல்லாம் அப்படின்றது வந்து என்னால உணர முடியாது வந்து வெளியில ஒரு மனிதன வந்து என்னென்னூர் உடலாக அவனை மாற்றுவதற்கு வந்தவர் அல்ல வந்து எதை உணர்ந்து கொண்டிருக்கிறாரோ எந்த மெய்பொருளாக இங்க வந்து அதை உணர்த்துவதற்கு வெளிப்பட்டு இந்த சூழலில் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ பஞ்ச கோஷங்கள்ல எப்படியெல்லாம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு வெளிப்படாம மறைப்புக்கும் ஆட்பட்டு அப்படின்ற விஞ்ஞானத்தை உணர்ந்தவர் தான் சத்குரு இந்த சத்குரு அந்த விஞ்ஞானத்தை திருப்பி அவனுக்கு புத்தி மூலமா உபதேசம் பண்றதுக்கே அவர் வரலை அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டிமே போட்டோம் மெய்ஞ்சான பல்கலைக்கழகம்ப்பா வேற பல்க அதாவது யூனிவர்சிட்டிக்கு வந்து தமிழ்ல பல் கலைங்கன்னு சொல்ல பல கலைகளை கொண்டதுன்னு இப்ப சொல்ல வேண்டியதா இருக்கு மீனிங் என்னன்னா வந்து எந்தனதுக்கு புத்திக்குத்தான் நிறைய கலைகள் இருக்குன்ற புரியுதா பிசிக் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு என்னென்னோ இருக்கு சோசியல் ஸ்டடிஸ் இருக்கு தத்துவியல் இருக்கு ஆந்தவியல் இருக்கு தாவரவியல் இருக்கு இயல் இருக்கு அத்தனை இயல்களையும் வந்து உபதேசிப்பு தான் பல்கலைக்கழகம் இங்கே வந்து மனம் புத்தி அகந்தை சித்தம் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளிங்க ஆன்மபொருள் என்ன அப்படின்றத உபதேசிக்கிறதுனால பொருந்துகிறது என்னன்னா நம்ம வந்து மனத்தை படிக்கிறோம் ஒத்தி எப்படி இயங்குகிறதுன்ற கம்ப்ளீட் தரவா பிரிச்சு போடுறோம் அப்புறம் வந்து சித்தம் அகந்தை இதெல்லாம் ஆன்மபொருள்லேருந்து வந்து எப்படி நழுதி புதுசா ஒரு தனி மனிதனை வந்து உடல் மயமாகவும் உணர்ச்சிகள் மயமாகவும் தனி நாட்டமயமாகவும் மாற்றி கொண்டிருக்கின்றன மறைத்துக்கொண்டிருக்கின்றன அப்படின்ற விஞ்ஞானத்தை உள் சயின்ஸ சொல்றதுனாலயே இதுவும் இதுவும் பல கலைகள் உள்ள நடந்துகிட்டு இருக்கு இறைவனிடமிருந்து வெய்பொருளிடமிருந்து நல்லதுதான் அனைத்து கலைகளும் பொறுமா ஆய கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொல்லுவாங்கல்ல இங்க இருக்கிற அறுபத்தி நாலு கலைகளும் சேர்த்து இன்க்ளூடிங் மெய்ஞானமும் மெய்ஞானமாக மெய்ஞானத்திலிருந்து நழுவி மயமாக இங்கு உற உலகமாக தோற்றம் கொடுத்து கொண்டு இருக்கின்ற அந்த மரத்தை பத்திய சயின்ஸும் வந்து பல்கலைக்கழகன்ற வார்த்தை வந்து நம்ம அங்க விரிச்சு ஓடுறதும் வந்து பல கலைகளை விரிக்கிறோம் இந்த உள் சயின்சஸ் எல்லாமே அதனாலதான் இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஒரே வார்த்தையில அற்புதமா அதை அமைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டங்க சாமி கஷ்டப்பட்ட காத்தே இருந்தேன் அப்பதான் நான் உங்க முன்னால வந்து நான் உட்கார்ந்து அந்த ஒரு மணி நீங்க வந்து என்னை ஏறெடுத்து பாக்குறது பௌதிகமா பார்த்த மாதிரியே இல்ல ஒட்டு மொத்தமா என்ற செயல்பாடுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சாமி அப்ப நம்ம என்னுடைய வீட்டுக்கு நீங்க வந்தீங்க என்னுடைய தகப்பனா இருக்கும் அவருடைய நற்கதிக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க வந்து மறைமுகமா சில சூழ்நிலை எல்லாம் செயல்பட்டீங்க இப்ப வந்து அப்பாட்ட வந்து நான் வந்து சொல்றேன் இனிமே நீங்க வேண்ட வேண்டியது உடல் நலம் கிடையாது இனிமே நீங்க இந்த உலர்ல எல்லாத்தையும் பாத்துட்டீங்கப்பா இனிமே புதுசா பாக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க புதுசா பாக்க வேண்டியது எது அப்படின்னா அந்த இறைவன் மட்டும் அந்த ஆன்மா மட்டும் தான் ஆன்ம பொருள் மட்டும் தான்ப்பா சத்தியம் அதனால நீ மட்டுமே கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அதனை கேட்க ஆரம்பிச்சுட்டேன்டா சாமி எனக்கு நல்லது பண்ணிடுவார்லடா அதனால நல்லது மட்டும் தான் பண்ணா போறாரு உங்களுக்கு நற்கதி கண்டிப்பா உண்டுங்கப்பா திரும்பிருங்க நான் கருவியாதான் இருந்தேன் நான் வந்து உங்களை நோக்கிக்கிட்டே இருந்ததுனால நான் ஒரு நல்ல கருவியா அந்த ஆத்மாவுக்கு பயன்பட்டேன் ஆமா இல்ல இருந்தா சுயமா வந்து நான் வந்து இத போய் பேச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கவே முடியாதுங்க சார் அப்ப அவர் சொல்றாரு அப்ப எனக்கும் நல்ல கதி கிடைச்சிருந்தீங்க பாருங்களேன் கண்ணை அகல உறிச்சு நிறைவே நீ ஒரு பார்வை பார்த்தாரு அற்புதம் அற்புதம் அற்புதம் சாமி அது வந்து ஒரு குருவுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய அந்த சுப வாசனைகள் அந்த அந்த ஒரு ஒரு ஒரு நுட்பமான ஒரு எல்லாத்தையுமே வந்து அணு அணுவா வந்து அதை உணர முடியுது அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சார் குருவோட தொடர்புக்கு ஆமா அத வந்து நான் ரொம்ப அனுபவிச்சு உணர்வேன் சார் இதுல இன்னொன்னு என்னன்னா வந்து உங்க தந்தையார் மத்திரம் இல்லை இந்த மாதிரி இன்னும் வந்து உம் எண்ணிலாம் வந்து மறைப்பு காட்பட்டு இருக்கு உங்க தந்தைய போல தாயை போல உங்களையே போல புரிய எல்லாருமே நாம் தானே இங்க மனித சமுதாயமே நாம் தானே அந்த அனைத்து பேருக்கும் கூட வந்து நம்மளுக்கு இங்க ஒரு கணம் விடாமல் கொடுத்து கொண்டிருப்பது ஞானத்தை விஞ்ஞானமாக பிரித்து பிரித்து பிரித்து நுட்பமாக காட்டிக் கொண்டிருக்கிறது பணி இருக்கு உங்களுக்கு புரியுது இணையும் போது மகத்துவம் பெறும் சுபிக்ஷம் பெறும் சுபிக் ஆமாம் அதுதான் வந்து ஒரு அற்புதமான என்னுடைய நிகழ்வு கேட்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது சாமி நீங்க குடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஒரு ஆழமான நுட்பமான அந்த உணர்வுகள்லாம் சொல்லணும் சாமி கருத்துக்கள் சொல்லிட முடியாது உணர்வுகள் அப்படின்னு சொன்னாலும் உயிர்ன்னு சொன்னாலும் உண்மை உயிர் அப்படின்னு சொன்னாலும் அது அப்படித்தான் நம்ம வந்து அப்படி சொன்னாலும் அதுக்கே உண்டான மதிப்பு மரியாதை பக்தி அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அது ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சாமி இன்றைக்கு நிறையா கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சாமி